வணக்கம் 1 மினிட் டைம் ஃப்ரேமில் பேங்க் நிஃப்டியில் நமக்கு கால்ஸ் எப்படி ஜென்ரேட் ஆகுது பெர்ஃபாமன்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் இன்னைக்கு, எக்ஸ்பைரி டே மார்ச் நைன்த் ஆக்சுவலி வீக்லி ஆப்ஷன் சார்ட்னுடைய எக்ஸ்பைரி டே எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஒரு ஆப்ஷன் சார்ட் ஷோ பண்ணுறோம் உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும் இப்போ பை கால் வந்திருக்கு ஸோ ஒரு பை சிக்னல் green கலரில் நமக்கு வந்து கொடுக்குது இந்த சார்ட்டில் லைவ் மார்க்கெட்டில் நமக்கு டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேட் ஆகும் எப்படின்னா அந்த கால் வரும்போது சார்ட்டே பார்த்திங்கன்னா கலரே மாறும் ரெண்டே ட்ரெண்ட் தான் பை பண்ண போகிறோம் இல்லை செல் பண்ண போகிறோம் பை வரையில் க்ரீன் கலர் செல் வரையில் ரெட் கலர்னு சொல்லிட்டு கேண்டினுடைய கலர் ஓப்பன் ஆகும் ஓப்பன் பாயிண்ட் நமக்கு என்ட்ரி பாயிண்ட் அந்த ஸ்ட்ரைட் ஒயிட் கலர் லைன் ஃபார்ட்டி மேலே ரெண்டு டார்கெட் லைன் கீழே ஒரு ஸ்டாப்லாஸ் லைன் வந்துடும் ஃபஸ்ட் டார்டட் வந்து 100 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது செகண்ட் டாரட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு மேலே எக்ஸாக்டாக சொல்லணுன்னா ஃபார்ட்டி ஒன் செவன் ஃபார்ட்டி த்ரீல நமக்கு இருக்குது ஸோ டெய்லி இது லைவாக பார்த்தீங்க அப்படின்னா அதுவே மார்க்கட்னுடைய மூமெண்ட் எந்த சைடு போகுதோ அந்த பிரேக்கவுட்டுக்கு ஏற்ற மாதிரி கால்ஸை கொடுத்துரும் இப்போ மார்க்கெட் மேலே போகுதுன்னு நமக்கு தெரியும் பட் என்ட்ரி எங்கே எடுக்கிறது எங்கே எக்ஸிட் ஆகிற கன்ஃபியூஷன் வந்துருக்கும் அந்த என்ட்ரி எக்ஸிட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த சார்ட்டில் கால்ஸ் மாதிரி வந்துடும் ஸோ இப்போ நீங்கள் இந்த பாயிண்ட் ஃபார்ட்டி பை பண்ணுங்கள் அடுத்து ஒரு ஃபஸ்ட் டார்ட் சேஃபாக ட்ரேட் பண்ணனும் அப்படின்னா இவ்வளோ தூரம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபார்ட்டி ஒன் நமக்கு கால் மாதிரி கொடுத்துடும் ஸோ அதே மாதிரி லாஸ் வருதுனாலும் இதோட கட் பண்ணிக்கோங்க இதான் உங்களுக்கு ஒரு ஸ்டாப்லாஸ் மாதிரி கொடுத்துடும் ஜஸ்ட் இதில் வர என்ட்ரி எக்ஸிட்டை கூட ஃபாலோ பண்ணிக்கலாம் நிறைய பேர் உங்கள் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுவீங்க பட்டு ட்ரெண்டு கூட கன்ஃபார்ம் பண்ணுறக்காண்டி உங்களுக்கு இந்த சார்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டக்கு அண்ட் பார்க்கையில் ஓகே இப்போ வந்து க்ரீன் கலரில் போய்ட்டு இருக்குது இப்போ ஒரு பையிங் ட்ரெண்டில் பேங்க் நிஃப்டி இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அதில் வர என்ட்ரி எக்ஸிட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணியும் உங்களுடைய என்ட்ராய்ட் ட்ரேடிங்கை பண்ணிக்க முடியும் நைன் கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒன் ஆவர் கழிச்சு தான் நமக்கு ஃபர்ஸ்ட் டாரட் ரேஞ்ச் பாருங்க break out வந்து கொடுக்குது மார்க்கெட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்லோவான மொமெண்டமில் போச்சு லெவன் ஃபார்ட்டிக்கு தான் ஃபஸ்ட் ஸ்டாரட் ரேஞ்ச் பிரேக்வுட் ஆயிருக்கு இந்த டிராவலிங் மொமெண்டமையும் நாங்கள் ஷோ பண்ணுறோம் இதில் நமக்கு லெவன் ஃபிஃப்டீனுக்கு ஆக்சுவலி மார்க்கெட் நல்ல ஒரு புலிஷில் வரையில ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டை பிரேக் அவுட் பண்ணல ஹண்ட்ரட் பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துச்சு பட்டு மார்கெட் அதுக்கு முன்னாடி பாருங்க ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆஃப் மார்க்கெட் வந்து என்ட்ரி பாயிண்ட்லேயே தான் ட்ரேடிங் போச்சு ரொம்பவே ஒரு ஸ்லோவான ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டுன்னு கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் ஒரு புள்ளிஷ் மொமெண்டம்ல ஃபர்ஸ்ட் ஆர்ட் ப்ரேக் அவுட் ஆயிருக்கு வீக்லி ஆப்ஷன் சார்ட் பாக்கிறோம் இன்னைக்கு எக்ஸ்பெரியாக போகிற ஒரு ஆப்ஷன் சார்ட்னு கூட சொல்லலாம் ஃபார்ட்டி அட் த மணி ஆப்ஷன் டேரெக்டாக ஒரு அடுத்த மணி பார்க்கையில் நமக்கு சிக்ஸ்டி சிக்ஸில் பைக் கால் ஜென்ரேட் ஆனது ஒன் போயிருக்கு ஃபார்ட்டி பாயிண்ட் மொமெண்டம் வந்து நமக்கு வந்து குயிக்காகவே கொடுத்துருக்கு டேரெக்டாக அந்த மாதிரி ஆப்ஷன் சாட்டில் பார்த்தும் நீங்கள் ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம் பன்னெண்டு மணி வரைக்கும் மார்க்கெட்டினுடைய மொமெண்டம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த புல்லிஷ் மொமெண்டம் ஃபாலோ ஆச்சுன்னு கூட சொல்லலாம் ஆஃப்டர் டோல் நமக்கு செல் காலாக மாறுது ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு 41.6.55ல ஒன் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் செல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு செல் கால் கொடுக்குது ஸோ மார்க்கெட்னுடைய மூமெண்ட் மாறும்போது நமக்கு அந்த ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போது கால்ஸாக நமக்கு கொடுத்துரும் கால்ஸ் வரையில் நமக்கு அப்படியே ஒரு சிக்னல் மாறு இருக்கும் ஸோ இப்போ நமக்கு ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆயிட்டு செல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு செல் சிக்னல் கொடுக்குது செல் கால் ஜென்ரேட் ஆனதும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டுவல் பியம்ன்ற நாளையான்னு தெரியல மார்க்கெட் நல்லாவே மூவ் பண்ணுச்சு ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு நல்லா மூவ் பண்ணக்கூடிய டைமிங்கில் கால்ஸ் கிடச்சா பெர்ஃபாமன்ஸ் நல்லாவே இருக்கும் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்குள்ளேயே நமக்கு ஹண்ட்ரட் பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்லோவாக இறங்கி டுவல் தேர்ட்டிக்கு ஃபர்ஸ்ட் ஆர்ட்ட பிரேக் பண்ணுச்சு ஸோ டேரக்டாக நமக்கு இந்த ஆப்ஷன் சார்ட் அந்த ஃபியூச்சர் சார்ட் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் வர்றது பெர்ஃபாமன்ஸ் வீடியோ இருக்குது உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேங்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா இப்போ வீடியோ பார்க்குற மாதிரி சார்ட் பார்ப்பீங்க அதில் வர கால்ஸ் பார்த்துட்டு ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தேங்க் யூ